இது ஒரு காலத்துல நடந்தது ஒரு கிராமத்துல ஒரு படிப்பு முடிஞ்சதும் காலேஜ்ல இருந்து சூரஜ் வீட்டுக்கு வந்த போது அவனோட அப்பா அவன்கிட்ட என்ன சொன்னார்னா இங்க பாருப்பா கொன்னோட படிப்பு தான் முடிஞ்சு போச்சு இனிமே வயல்ல எனக்கு கொஞ்சம் உதவியா இருப்பா விவசாயமா நானா முடியாதுல இருக்க மாட்டேன் நகரத்துக்கு போறேன் இந்த ரெண்டு மூணு நாளைக்காவது நம்ம வயல பாத்துக்கோப்பா அச்சோ என்ன பானீங்க சரி நீங்க சொல்றீங்க நான் பாத்துக்கறேன் ஆனா ரெண்டு மூணு நாளைக்குதான் சரியா சந்தன் மறுநாள் நகரத்துக்கு போயிட்டான் போய் இந்த அப்பா எதுக்கு உருளைக்கிழங்கு ஒருவேளை எங்கயாவது தங்க உருளைக்கிழங்கு வித கிடைச்சா தங்க உருளைக்கிழங்க நான் விதப்பேன் சூரஜ் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்த அங்கே நின்றுட்டு இருந்த ஒரு மந்திரவாதி கேட்டான் அவன் பெரிய ஏமாத்துக்காரன் கூடா நீ ரொம்ப கவலையா இருக்க தங்க உருளைக்கிழங்க நீ பயிர் செய்யணும் உருளைக்கிழங்கு செடி எல்லாத்தையும் அதுக்கப்புறம் மந்திரவாதி ராத்திரி இருக்கல வந்து சில உருளைக்கிழங்க தங்க நேரத்துல மாத்தி வயல்ல புதச்சு வச்சான் மறுநாள் சூரஜ் வயலுக்கு வந்த போது அந்த மந்திரவாதியும் அங்க வந்தான் மண்ணுக்கு அடியில இருக்கிற உருளைக்கிழங்கில இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டான் சூரஜ் அந்த மந்திரவாதிக்கு நிறைய பணம் கொடுத்தான் அப்புறம் மனசுக்குள்ள அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அதாவது அவன் தங்க உருளைக்கிழங்க பயிரிட்டு இருக்கான்னு நாலு நாளைக்கு அப்புறமா சந்தன் நகரத்தில இருந்து கிராமத்துக்கு வந்த போது தன்னோட உருளைக்கிழங்கு பயிர்கள் இருக்கிறத பார்த்து வேதனை பட்டாரு அந்த உருளைக்கிழங்கு பார்த்து சந்தன் தலையில அடிச்சுகிட்டான் அப்புறம் சூராஜ் கிட்ட என்ன சொன்னான் என்ன காரியம்டா பண்ணிருக்க இதெல்லாம் கெட்டு போன உருளைக்கிழங்கு உன்னை யாரும் சரியா ஏமாத்தி இருக்காங்க இதுக்கு தங்க நிறத்துல கலர் பூசி இருக்காங்க கெட்டு போன உருளைக்கிழங்கு பார்த்து சூரஜ் தன்னோட தவற உணர்ந்தது நடந்து போச்சு அதுதான் உனக்கு தங்க உருளைக்கிழங்கு அதுதான் உன்னோட கோல்டன் உருளைக்கிழங்கு அண்டர்கிரவுண்ட்ல காய்கறி மண்டி ஒரு கிராமத்துல ராம்தீன்ங்கிற பேர் கொண்ட ஒரு காய்கறி வியாபாரி இருந்தான் அவன் தினமும் பிரஷான காய்கறிகளை காய்கறி மண்டியில விப்பான் அவன் கூட இன்னும் நிறைய பேர் அந்த காய்கறி மண்டியில வேலை செஞ்சாங்க என்பா ராம்தீன் நீ கொண்டு வர காய்கறி எல்லாம் உடனே வித்து போகுது என்ன காரணம் வர்ற கஸ்டமரா ஏதாவது மாயம் பண்றியா என்ன கட அண்ண நான் என்னன்னு சொல்றது நல்ல காய்கறிகளை கொண்டு வந்தீங்கன்னா ஏன் விற்காது நீங்க கூட உங்க வேலைய நேர்மையா பண்ண பாருங்க எல்லாரோட வேலையும் நல்லபடியா போய்கிட்டு இருந்தது ஒரு நாள் கிஷன்லாலுங்கிற வியாபாரி அந்த காய்கறி மண்டிக்கு வந்தான் ப்பா இந்த மண்டி ரொம்ப நல்லா இருக்கு இங்க இருக்கிற கடைக்காரங்களும் காய்கறி விக்கிறாங்க வாடகைக்கு எடுத்து அங்க காய்கறி விக்கட்டும் கிஷன்லால் கிட்ட நிறைய பணம் இருக்கு உடனே அவரு அந்த காய்கறி மண்டி இருந்த இடத்த வாங்கி அங்க ஒரு மாலை கட்டி விட்டாரு மாலை கட்டி விட்டதும் எல்லா கடைக்காரங்க கிட்டயும் என்ன சொன்னாருன்னா சகோதரர்களே எதுக்காக இப்படி வெட்ட வெளியில காய்கறி விக்கறிங்க நீங்க எல்லாரும் என் மாலுக்கு வாங்க அங்க காய்கறி வித்துக்கோங்க குளிர்காத்துல காய்கறிகளை விக்கிறதே சந்தோஷம்தான் ராம்தீன் கிஷன்லால் கிட்ட என்ன சொன்னானா ஆமா சேர்ஜி எங்களுக்கு இந்த திறந்த போதும் ரொம்ப வருஷமா நாங்க இந்த இடத்துல எங்க வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க எங்க மால வேற ஏதாவது பொருட்களை வித்துக்கோங்க கிஷன்லால் வேற காய்கறி வியாபாரிகளை அழைச்சிட்டு வந்து அவரோட மால காய்கறி வித்தாரு பாத்தீங்களா சகோதரர்களே அந்த வியாபாரி காய்கறிகளை ஆரம்பிச்சிட்டாரு நிறுத்தணும்னு நினைக்கிறாரு ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருப்போம் அப்புறம் காய்கறிய இங்கேயே விப்போம் ஓமம்பா ரோம்தீன் நீ சரியாதான் சொல்ற நம்ம இந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது ஆனா எந்த ஒரு கஸ்டமரும் அங்க காய்கறி வாங்க போகல அதை காய்கறி வியாபாரிங்கிட்டு இருக்கும்போது அவரு ஜேசிபி வண்டியை கொண்டு வந்து காய்கறி வண்டி இருக்கிற இடத்துல பெரிய குழிய தோண்டினாரு இப்ப இவங்க எப்படி காய்கறி விப்பாங்கன்னு பாக்குறேன் மறுநாள் கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் வந்து அங்க குழி இருக்கிறத பாத்து ரொம்ப வேதனை அடைஞ்சாங்க நாம அந்த குழிக்குள்ளயே காய்கறி மண்டி வைப்போம் எல்லா வியாபாரிகளும் சேர்ந்து அந்த குழிய சரி செஞ்சாங்க அதுக்குள்ள இறங்கறதுக்கு படிக்கட்ட கட்டினாங்க அப்புறம் அதுக்குள்ள காய்கறி விற்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க கஸ்டமர் எல்லாருமே மறுபடியும் அவங்க கடைக்கு வந்தாங்க அப்புறம் அவங்க வியாபாரம் பழைய நடக்க ஆரம்பிச்சது அப்புறம் அந்த குழி அண்டர்கிரவுண்ட் காய்கறி மண்டியா மாறிடுச்சு எல்லாரும் ராம்தீன் நாங்க அந்த குழிய பார்த்து ரொம்பவே பயந்துட்டோம் ஆனா உன்னோட இந்த அண்டர்கிரவுண்ட் காய்கறி மண்டி ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு அண்டர்கிரவுண்ட் காய்கறி மண்டியில நம்ம வியாபாரம் இன்னும் அதிகமாயிடுச்சு மினி டிராக்டர் கான்கிரீட் மிக்சர் ஒரு நகரத்துல ராஜேந்தருங்க அவர்கிட்ட நிறைய ஜனங்களும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவர் கூட யாதவ்ங்கிற பேர் கொண்ட ஒரு டிராக்டர் டிரைவரும் இருந்தாரு அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ஆனா அவரு டிராக்டரை ரொம்ப நல்லா ஓட்டுவாரு ராஜேந்தர் ஒரு ஏமாற்று பேர் வழி அப்புறம் வாடகை அப்புறம் பணம் கொடுத்தாரு ஒரு தடவை ராஜேந்தர் கிட்ட யாதவ் வந்து சார் எப்ப பார்த்தாலும் நீங்க பணத்தை என் குறைச்சி குடுக்குறீங்க என்ன நீங்க ஏமாத்திட்டு குறைவான பணத்துல என்னோட டிராக்டர் ீட் மிக்சராக்ல வாங்குனீங்க அப்புறம் காப்பாத்துறது சொல்லுங்க என்டா கிழவா ரொம்ப ஓவரா பேசுற ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போகல அப்புறம் அடி வாங்குவ உனக்கு பணம் அதிகமா வேணுமா இத பாரு பிசினஸ்னா இப்படிதான் இருக்கும் உனக்கு என்ன தெரியும் அப்புறம் உன்னோட இந்த டிராக்டர் கூட உன் மாதிரியே கட்ட வண்டி ஆயிடுச்சு எனக்கு நீயும் சரி உன்னோட டிராக்டரும் சரி தேவையே இல்ல இங்க இருந்து ஒழுங்கா போயிடு அநியாயங்க இத்தனை வருஷமா வேலைய வாங்கிக்கிட்டு வெளியில போக சொல்றீங்க குறைந்த பட்சம் ரிப்பேர் பண்றதுக்கான பணத்தையாவது கொடுங்க எந்த பணத்தை குடுக்க சொல்ற மரியாதையா இங்க இருந்து போயிடு இல்லன்னா உன் அடிச்சு உதைச்சி இங்க இருந்து விரட்டுவேன் பயந்து போன யாதவ் அவரோட டிராக்டர் சோகமா இருக்கீங்க அப்புறம் மத்தியானமே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டீங்க அப்புறம் ராஜேந்திர பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு அந்த பாவி இந்த அவங்கள உங்களுக்கு இவ்ளோ நஷ்டத்தை ஏற்படுத்திருக்கானா நாம உடனே அவனுக்கு பாடம் கத்து கொடுக்கணுங்க இல்லனா அவன் நம்மளை ஏமாத்துற மாதிரி ஏமாத்துவான் அப்படி சொல்லிட்டு யாதவோட மனைவி சார் நான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருந்து பேசுறேன் சார் நாங்க ஜேசிபி அப்ரோன் டிராக்டர் விற்கறதுக்காக இந்தியாவில இப்பதான் நாங்க ஒண்ணா நீங்க ஒரு பெரிய எங்க சொல்லுங்க நான் என்ன வார உ அதுக்கப்புறம் மீதி பணத்தை அப்புறம் யாதவ் அவரோட மனைவி அவரோட பையன் சிரிச்சுகிட்டு இருந்தாங்க பாடம் யாரையும் நாம ஏமாத்தவே கூடாது அதோட விளைவு மிகவும் மோசமாதான் இருக்கும்